வணக்கம் சாமி வணக்கம் எடுக்கும்போது உணர்வுகள் எண்ணங்களை ரொம்ப அறிகிறது எப்படி எடுத்தது அப்ப பாத்தோம்னா எல்லா மனித மனதோடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பேஸ்டு வந்து ஒரே மாதிரி தான் ஆசைகள் எல்லாமே அப்படின்றத வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லி அப்ப நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்க நல்லா பாரு அதேதான் அங்கேயும் இருக்குது அது என்னும் போது அப்படின்றதா நீங்க சொல்லும்போது அது ஞாபகத்துக்கு வந்து சாமி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சாமி ஒரு கொஸ்டின் இப்ப வந்து நான் ஒரு திண்ணையில ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு ஒரு காட்சி வந்துருச்சு வெளிமுகமா உ ஒருகத்துல இருக்கிற கண்ி இல்ல மனத்துல காட்சடி இருக்கும்போது பெரிய திண்ணில உட்காந்துருக்கான்னு காட்சி வந்துருச்சு இப்ப நான் வெளிமுகமா வந்துட்டேன் சாமி அந்த உணர்வு வந்து காட்சியில் வந்து நீங்க அந்த உணர்றீங்கல்ல உள்ளுக்குள்ள யாரோ யாரோ உட்கார்ந்து இருக்கிற காட்சி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நான் பாவம் வந்து அங்க காமிக்குது இல்லை மனத்துல சரிங்க சார் அது வந்து வாசனை வழிபாடு விளையில வந்துட்டீங்க மனவா இருக்கீங்க எவ்வளவு மனமும் உடலும் காட்சியும் எதுவுமே வேற வேற இல்லை மனத்துக்குள்ள அடக்கும் நான் பாக்கிறேனே அப்படின்னுட்டு வந்து தன்னை மாத்திரம் பாக்குறவனா வச்சுக்கிட்டு அதே நினைப்பு வந்து காட்சியை அந்நியப்படுத்தி மனத்தை அந்நியப்படுத்தி மனத்தை அணியப்படுத்தியே வந்து நம்ம அது பேருதான் மனமாக மாறும் காட்சியா பாத்துட்டாலும் வெளியில வந்தாச்சு ஒரு எண்ணம் அப்படின்னு வந்துட்டாலும் வெளியில வந்தாச்சு ஒரு பேச்சு உள் பேச்சுல ஒரு பேச்சு வந்துட்டாலும் நான் வெளியில வந்தாச்சு ஆமா அந்த ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆமா ஆமா அப்ப நம்ம வந்து இப்படி நம்ம வர்ற அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அனுபவத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து நினைவு கூறணும் அதாவது நினைவு கூறணும்னா வந்து யாருக்கு இந்த காட்சி மூலமா தான் நீங்க வந்து காட்சியற்ற ஒரு அதுக்கு முன்சிறிய போய் பார்க்க முடியும் புரியுதா யாருக்குன்னு நீங்க கேட்கறீங்க அத கேட்கறோம் சாமி ம் அதாவது வந்து இப்ப வந்து யார வந்து நான் மனசுக்குள்ள பாக்குறேன் இந்த இப்ப வெளியும் சொன்னீங்க வெளியில வந்தாச்சு வெளியில வந்தாச்சு வெளியில வந்தா உடம்புக்கு வெளியில வருது இல்ல உடம்பும் சேர்த்து உலகமும் சேர்த்து மனமர்த்தும்ல மனமே எல்லாத்தையும் முழுமையா முடிச்சுடுது மனிதன் கிட்ட அனுபவங்களை நீங்க வெளியில கண்ணை திறந்து கூட பாக்க வேண்டாம் ஒரு கிழவர் உட்கார்ந்து இருக்கிறத மனத்துல பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து ஆன்மாவை விட்டு வெளியில வந்துட்டீங்க ஆழ்ந்த உரத்தை வெளியிட்டோம் ஆழ்ந்த உரக்கத்தை விட்டு வந்துட்டீங்க ஆன்மாவை விட்டு வந்துட்டீங்க அப்ப நம்ம வந்து இந்த அந்த யாருக்குன்றத பாக்குறோங்க சாமி இப்ப நான் வந்து அந்த ஒரு வெளிநூறு மேல ஒரு பெரிய உட்கார்ந்துருக்கிற காட்சியை பாத்துட்டு இப்ப யாருக்குன்னு பாக்குறேங்க சாமி அந்த யாருக்கு அப்படின்னு வரும்பொழுது அது அது அந்த நான் பாவத்துக்கு நான் பாவமே நான் பாவமே வந்து சறுக்குதல் தான் இறங்குதல் தான் தனியா இல்ல நான் பாவம் வந்து அடுத்த ஸ்டேப் கீழே இருக்கிற மனசுக்குள்ள இறங்குதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாவமே பிரம்மாண்டமான மனமா இருக்கு மனமே வந்து எண்ணங்களா இருக்கு காட்சிகளா இருக்கு ஆடியோ வீடியோவா இருக்கு அந்த ஆடியோ வீடியோவே வெளி உலகமாவும் இருக்கு எல்லாமாவும் இருக்கு நான் பாவம் பெயர்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டு அது வந்து நம்ம அத கரெக்டா விளக்குறதுக்கோசரம் மனம் சொல்றோம் எண்ணங்கள் சொல்றோம் ஆடியோ வீடியோ சொல்றோம் அப்புறம் வெளியில ஜெயக்குமார் உடம்பு உடம்பு வந்து வெளியில இருக்கிற உலகத்தை பார்க்குது பெரிய ஒருத்தாந்து இருக்கிறத பாக்குது அப்படினு எல்லாம் சொல்லுங்க பாத்தீங்கன்னா வந்து நான் பாவம் வந்து எழுந்துன்ற உடனேயே வந்து பிரம்மாண்டம் வந்துடுது அந்நியம் வந்துடுது அந்நியம் இருக்காங்க நான் பாவம் வரும்போது சாமி இந்த இடத்துல வந்து நம்ம யாருக்குன்னு இது வரைக்கும் சசங்கம் கேட்காதவங்க கேக்குற மாதிரி கேள்விய கேக்குறேங்க சாமி இப்ப நான் வந்து சசங்கம் கேட்காத இருக்கிற ஒருத்தர் வந்து புதுசா கேட்டுட்டு கேக்குற மாதிரியே கேக்குறேங்க சாமி இப்ப வந்து இந்த ஒரு காட்சி வந்துருச்சு அஹ் அது கண் மூடிய நிலையிலயோ அது திறந்த நிலையிலயோ உங்க மனக்கண்ண நான் பார்த்துட்டேன் இது யாருக்குங்க சாமி இது இந்த காட்சி இந்த காட்சி வந்து வாசனைகள் நான் பாவத்தோட நான் பாவம் நான் பாவமே முன்னாடி இல்லை ஒரு செகண்ட் முன்னாடி இல்லை ஓ அங்க வந்து நீங்க உறங்கி இருந்தீங்க இல்லட்டி வந்து நீங்க திணைக்கவே இல்லை ஒருமா பிற எடுக்காம இருக்கீங்க ஆழ்ந்த வரக்க வந்து ஒரு முழுமையான நிலைங்க திறவிய கடந்த நிலை ஓ ஞான நிலை உணர்ந்த நிலை அது சகஜமா இருக்கு பிரபஞ்சம் அந்நியமான வார்த்தை இது ஆன்மபொருளுக்கு உணர்ந்த நிலைக்கு ஞான நிலைக்கு அந்நியமான வார்த்தை அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம் அதுதான் முழுமையான ஞான அப்படி இருக்கிற இடத்துல நீங்கன்ற ஒரு ஞானகுமார் ஜெயக்குமாருக்கு இந்த நினைவு மூலமாக ஒரு விழிப்பு வரதுங்களா எல்லா உடல்களும் பஞ்ச கோஷ உடல்களும் விழித்துக் கொள்கின்றன அது அங்க பதிவு இருந்தாதானே வீழ்ச்சிக்க முடியும் அந்த பதிவு விழித்துக் கொள்வதில் தானே ஜெயக்குமார் விழித்துக் விழிப்பு நிலைக்கு வரதிலே யாரையோ வெளியில் காண்பதாக நினைப்பதே அப்புறம் அந்த விழின்றது ஒரு பிரம்மாண்டமான மாதிரி அதுல அவர் பெரியவரது மாதிரியும் இப்ப பேசிருக்கும்போது அதுக்கும் உள்ள வாசனை பதிவுல இருந்து வர ஒரு காட்சியை பாக்குறது ரெண்டும் என்ன ஒற்றுமை வேற்றுமைங்க அதாவது ஒற்றுமை வந்து ஒற்றுமை ஒண்ணுதான் இருக்கு என்னன்னா சகலமும் வாசனை நான் தான் காரணம் சாமி யாருக்குன்ற கொஸ்டின் வந்து இந்த வாசனைகளுக்கு தான் எல்லாமுமே வந்து வாசனைகள் தான் வாசனைகள் நீங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் அது பூரா விழிப்பு நிலையா வெளியில அதாவது உடம்புக்கு விழிச்ச நிலையாட்டி கனவு நிலையா வெளியிலுமே வாகனைகள் தான் இதை இல்ல ஒரு முழுமையான ஆண்மைய உணர்ந்த நிலையா அது தான் தானாகவே இருக்கு தான் தானாகவே தான் இருக்கு அந்த யாருக்குன்றது அந்த இடத்துல அந்த இடத்துல கொண்டு வரது சாமி யாருக்குன்றது வந்து பதிவுகள்ருவனம் இல்லாததுனால எனக்குன்னு பதில் வரும் எனக்குன்னு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் எண்ணத்துல ஒரு இன்னொரு வேறு விதமான ஒரு எண்ணம் அவ்வளவுதான் எண்ணங்கள் எல்லாமே அதுக்கு அடிப்படையா உணர்ச்சிகள் எல்லா உணர்ச்சிகளும் எல்லா எண்ணங்களும் எல்லா தனி நாட்டங்களும் வெளிப்படும் ஒரு ஊடகமா இருக்குதுனாலே அது வந்து உள்ளேதான் வெளிப்பட்டு ஆகணும் உள்ள திருப்பி வந்து இதே அகர்ந்த வந்து உள்ளே மறைஞ்சு நிக்கிது அதிகாததுனால அத உணராதனால அகந்த கவனமா அவ எண்ணங்களா அவனுடைய ஆடியோ வீடியோ பதிவுகளா அவனோட உணர்ச்சி வசப்பட்டு அந்த உடம்ப அவனை இன்னும் அதிகமா கெட்டியா பிடிக்க வச்சு இப்படி எல்லாம் பண்ணுது இவ்ளோ மயமா வந்து பிரபஞ்சமே உண்டாகுதுன்ற ஒரு பெரிய உண்மை வந்து அவனுக்கு நேரடியா பாக்குறான் இதுக்கு எவ்வளவு தன்முனை எங்க வந்துதோ அந்த இடத்துல அவன் நின்று தானே இவ்ளோ எல்லாம் அவனுக்கு வந்து உணரப்படும் இது வந்து மனத்தனோட நினைவு கிடையாது சாமி அந்த நான்ற பாவத்தையும் முன்னால ஒண்ணுமே அற்ற நிலையில இருக்கு அப்படின்றத அடுத்த வாரத்தே அழகான ஆழ்ந்த உறக்குன்னு சொல்லிட்டீங்க சாமி அப்ப அந்த அந்த அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே உணர்வு நினைவு இருக்கு ஆழ்ந்த உறக்கம் போன்ற அப்படின்றதுல அந்த ஆழ்ந்த உறக்கமே என்னன்னு பார்த்தா சனி நான் பாவம் எழுந்துக்கலைன்னாலே சுக சுரூபமா இருக்கு வேற ஒரு போதையில கிடக்கு கரெக்டா உணர்வு போதையில ஒன்று ஐக்கியமாய் கிடக்கு பிரிஞ்ச நிலைய கிடையாது அதனாலதான் அத்வைத்தாங்க இரண்டு ஏகமா ஆண்டவர்களுக்கு இறைத்தன்மை அதுவாதான் இருக்க முடியும் கரெக்டா அது வந்து நீங்காத இருப்பா இருக்கணும் கரெக்டா தோன்றாத இருப்பு நீங்காத இருப்பு குறையாத கூடாத ஒரு பேர் இருப்பா இருக்கணும் இதெல்லாம் வந்து நேரடியா வந்து சாமி நான்கள் வந்தத கடல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நான்களுக்கே அந்த உணர்வு நிலையை நம்ம வந்து நினைவு நினைவு இருந்து அப்படி கொஞ்சம் பின்னால வரும் பொழுதுதான் நம்ம இது அந்த தள்ளி கடக்க முடியும் நான்கள் வந்து விழுந்து போறதை பாப்பீங்க போறத உணர்வு சுரூப தரிசனம் போல சூரியோதயம் ஆக ஆக இருட்டு கம்ப்ளீட்டா இல்லாம போகுதுல்ல அப்படியே பிரம்மாண்டமான சூரிய உதயத்தினால அப்படியே வியாபிக்கும்ல இங்க இந்த மாதிரி ஒரு இருட்டு இருந்துதான்ற மாதிரி இருக்குல்ல அத போல ஞான ஞான உதயம் ஆகும்பொழுது ஞான சூரியம் உதிக்கும்போது ஸ்வரூப உண்மை வந்து உணரப்படும் பொழுது உம் நான்கள் வந்து சும்மா எரிஞ்சு எரிஞ்சு எவனும் அறியாதவனும் இல்ல அறிஞர் இல்லைன்னு புரிய முடியும் சாமி இங்க வந்து அந்த நான் பாவங்கள் எந்திரிக்கும் போது அந்த நான் பாவத்துல போய் நம்ம வேலை செய்யாம அந்த சொருப உண்மைகிட்ட வந்து நம்ம இன்னைக்கு ஆக இங்க இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு அப்படின்ற அந்த உணர்வுக்கு வரும்போது தான் அந்த நான் பாவங்கள் விழுகுது இல்ல அது வந்து அது வந்து உங்களுடைய அந்த அந்த பத்தி நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தாங்க முடியாம என்ன பண்றது சார் வராங்க நினைவு ஊர்ந்துகிட்டே இருக்கிறேன் அது வந்து ஒரு உணர்தலுக்கு போற மாதிரியான ஒரு செயல்பாடோ செயல் அற்ற செயல்பாடோ இது நடந்துகிட்டு இருக்கு செயல் நடக்குது நம்மதான் அதுல இருந்து பிறையம்படிய நால்பாவங்களை பிடிச்சி போகும் அதனால வந்து அந்த சகதி ஸ்தி அது உணர்வுகளை நினைவுகிட்டே இருக்கிறோம் அந்த நினைவு கூறுத்துலதான் வந்து இந்த நான் பாவங்கள்ல கடந்து வரவதோ அந்த நான் பாவங்கள் விழுகுறதோ அந்த செயல் நடக்குது சாமி ஏன்னா வந்து அது ஒரு ரொம்ப சொரூபமா இருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கம் நல்ல பலம் கொடுக்குது ஒரு வீரனுக்கு அந்த பங்கம் போறதுக்கு ஒண்ணும் இல்ல வாங்குது புரியுதா ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம் நம்ம வெளில போகாது மழை குட்டிக்கிட்டே இருக்கு வெயில் பனி குட்டுது பாக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல வா உள்ள வந்து சுகமா இருக்கலாம் உடம்பு உடம்புக்கு சொல்றோம் குழந்தைக்கு அந்த நம்ம என்ன பண்றோம் இந்த பொய் நான் பாவங்கள்லாம் பாக்குறோம் ஆறு மாறா கிடக்கா அங்க அள்ளாடி கிட்ட கிடக்கலாம் நான்கடோட பொய் கட்டி கொலாபிக்கிட்டு போராட்டமா வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னும் பொழுது ஒரு குருவான நினைச்சிருக்கிறேன் நம்பிக்கையினால வாங்க ஆன்ம ஞானத்து மேல கூட நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஆன்ம ஞானம் தெரியாது குரு அறிவிக்காம சௌஜரியமா உடல் கொண்ட ஒரு உயிர் கொண்ட ஒரு குரு முயற்சிக்கு சாமி வேற ஒரு புது டைமென்ஷனுக்கு பரிமாணம் உள்பக்கம் உள்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களே இல்ல எண்ணங்கள்லாம் எண்ண பவன் இல்ல பாரு அப்படின்ற புரியதான் நினைப்புக்குள்ள நினைப்பவன் இல்ல பாரு அப்படின்ற உணர்ச்சி இல்ல உணர்ச்சி மயமா இருக்கிறவன் அவனாவது இருக்கான் நான் சொல்லு ஏன்னா இருக்கு வேற ஒரு உணர்ச்சிதான் ஒரு க்ஷணத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டவன் தான் உங்களை வைக்கிட்டே அது உணர்ச்சி போயிடுது அப்படின்னா விட்டுட்டு போகுது உணர்ச்சி வசப்பட்ட விட்டுட்டு அடுத்த உணர்ச்சிட்டு போகுது இண்டிகேட் பண்ணி காமிக்கிறீங்க இந்த பக்கம் ஒண்ணுமே அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு வார்த்தையா தெரிவிக்கிறதுக்காக சொல்றேங்க ஒரு எந்த ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ வந்தா உடனே அந்த நீங்க காட்டுன இடத்த நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்துட்டே இருக்கும் பொழுதுதான் வந்து நம்ம வந்து இந்த பாவங்கள் கடந்து போய் அங்க வந்து உள்ள வந்து நிக்க முடியுது எனக்கு சாமி இல்ல நிக்க முடியுதுன்னு சொல் சொல்ல முடியாது அது என்ன பண்றதுன்னா வந்து இப்ப நான் வெளியில இருந்து குருவனுடைய இணக்கமான அந்த உபதேச மயம் உபதேசம் தெல்ல தெளிவா காட்டிட்டு இருக்கிற அப்புறம் நீங்க நம்பிக்கை சொல்ற இதுதான் சரிதான் நம்பிக்கைனால என்ன பண்றீங்க உங்களுடைய நான்களை வந்து அது மேல வந்து இருக்கிற இந்த பற்றுக்களை எல்லாம் விட ஆரம்பிக்கிறீங்க சரி இவர் சொல்றாரு இங்கேயும் வந்து உண்மை இல்லை அளவுக்கு அவரு விளக்கமா அறிவு விளக்கமாகவும் இருப்ப இருக்கான்னு பாரு தெம்பு கொடுக்குது ரெண்டும் தெம்பு கொடுக்குது குருவனுடைய இணக்கமும் தெம்பு கொடுக்குது தொழில்நான்கள் இருக்கான்னு பாருன்னு அவர் கொடுக்குற சசங்க விளக்கமும் தெம்பு கொடுக்குது இப்ப உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் சோ என்ன பண்றீங்க முனையிறை கம்ப்ளீட்டா ஆமா என்ன உணர்ச்சிகள் போய்கிட்டே இருக்கு எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு இதை இந்த மறைகள் சொல்லப்படுற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கிற உண்மைகள் என்ன ஒரு ஒரு இவரே என்ன சொல்றாரு பத்தஞ்சலி வந்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு சூத்திரம் கொடுத்தாலும் ஆயிரத்தி எட்டு யோகாசனா பிராணாயமா எல்லாத்துக்கும் சுப்ரீம் மாஸ்டர் பத்தஞ்சலி மகிழ்ச்சிதான் அப்படின்னு சொல்றவரு கூட ஃபர்ஸ்ட் யோகங்களாலே என்னன்னு ஆரம்பிக்கும்போது என்ன பண்றது எண்ணங்களே உதிக்க விட்டாமல் தகுதா அதுதான்ப்பா யோகம் அப்படின்ற சாமிடத்தான் இந்த இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த இடத்தி நான் கேக்குறேங்க சாமி பதஞ்சலி மாதிரி அந்த எண்ணமே விடாமலேயே எந்திரிக்க விடாம அந்த இடத்துல அமைக்கிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா நான் வந்து இந்த இப்ப எண்ணங்கள் வரும் ஒரு எண்ணமும் காட்சியும் வந்த உடனே நீங்க காட்டி காட்டி சுட்டி காட்டின அந்த இடத்துல உங்களுடைய இணக்கத்துல உங்களுடைய நம்பிக்கையில தான் பசு திரும்புறேன் அப்படின்றது உண்மைதான் சாமி அப்ப அந்த அடுத்த ப்ராசஸா ஓ எண்ணங்களோ ஒரு காட்சியை வந்த உடனே ஆஹ் அந்த ஆழ்ந்த உறக்கத்தினுடைய உணர்வு அப்படின்றத வந்து ஆரம்ப ஒரு வார்த்தையா சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட தெரிவிக்கும் பொழுது நான் நினைவு கூறுகிறேன் நினைவு கூறுகிறேன் அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வெறுமையா இருக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கு எல்லாமே அற்ற இருக்கு இங்க வருது அப்படின்ற அந்த திரும்ப திரும்ப அந்த நினைவு கூறுதல் ஒரு நிகழ்வு வந்து கடைசி நம்ம அங்கேயே நம்மள வந்து இழுத்து உள்ள தள்ளி கொண்டு போக ஆரம்பிக்குது அனுங்கசாமி ஆமா அந்த நினைவு வந்து அதாவது நான்காவத்தை விடாம அது அரை பாயிண்ட் பாக்குறீங்க ஒரு பொந்துக்குள்ள இருந்து வந்து நீரூற்று வருது அந்த பொந்துக்குள்ள எங்க இருந்து வருது அந்த பொந்தை பாக்குறீங்க நீரூற்று மேல இருந்த கவனம் கூட போயிடுச்சு நீர்னுடைய நான் பாவத்தினுடைய ஸ்பிரிப் பிரமா இந்த பிரபஞ்சமா இருக்கடி இந்த மாயினுடைய மூலஸ்தானத்தை வந்து குரு காமிக்கவாரத்தை அப்படியே வந்து என்ன ஆகுது இருந்த மாதிரி கூட ட்ரேஸ் இல்லாம அடியோட காணாம போயி குருபர்சனம் கூட வந்து என்ன பண்ணுது வெளியில இருக்கிற குருவா மாறி உங்களோட இணக்கமா கைய பிடிச்சி கொண்டு வந்து பார்வையை குத்திட்டு நிக்க வச்சு முகத்வாரத்தை பாருக்காத அப்படின்னு சொல்லி அதாவது கடைசியில மரத்து உச்சியில இருக்கிற அந்த இலைய இலைய தாண்டி வானத்துல பார்வையை படி அப்படின்னு மூன்றாம் தேரையை காமிக்கிற மாதிரி ஸ்தூல காட்சிகள் சூக்கும காட்சிகள் புரிய உடம்பா இருக்கிற சுவை நிர்ந்து அப்புறம் அசைவுகளா இருக்கிற உங்க எண்ணங்கள் நின்று பெற்றது உரைச்சிகள் நிர்ந்து கவனம் கூட நிறுத்தப்படுது எல்லா கவனமும் ஒரு சாட்சி வந்து அந்த புள்ளியில ஐக்கியப்படும் பொழுது அப்படியே அவர் லிப்ட் பண்றாரு இப்ப மேல வானத்தை பாரு அப்படின்னா மூன்றமா அது மூன்றாம் வரை அது ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் மேற்கு பக்கத்துல இருக்கும் தொடர்வ நேரடியா சுட்டி காலச்சிருக்காரு அதுவாயு அப்படின்னு போய் முடிச்சு அப்ப வந்து உங்களுடைய ஒய்பாவே அச்சு போனதுனால பிரபஞ்சம் கனவுப்பிடுது நீங்களும்னி இருப்பும்னி இருக்கும் குரு சன்னிதி விட்டு அப்படி இப்படிதான் விஷயம் தெரிஞ்சது நகர பாக்கணும் நகரமாட்டாங்க ஏன்னா இங்க வந்து நகரத்துல வந்து பாயினுடைய ஆட்டத்தை காமிக்கது பொய் நான்கு பாவம் வந்து அவங்ககிட்ட இருக்குன்றதை காமிக்கது அதனுடைய வீரியான உங்களை வந்து தனி கவனங்களும் தனி உணர்ச்சி வசப்படுவதற்கும் தனி உணர்ச்சிகளுக்குள்ள ஏதோ உண்மையான ஜெயக்குமார்கள் இருப்பதாகவும் இத விட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மயக்கத்திரும் போய் நான்கு புரியுதா இங்க நான் வார்த்தைக்காக சொன்ன அந்த நினைவு கூடுதல் அப்படின்றது வார்த்தையில ஒரு பார்வையான தண்ணி உணரப்படுறது எனக்கு ஆமா சொரூபமே பார்வையாதான் போய் முடியும் அது வந்து ஒரு கண்ணு என்னங்க கண்ணுன்றது ஒளிய பார்க்க ஒளிய பார்க்கக்கூடியதா இருக்கு இது வந்து பார்வையாவும் இருக்கு சகலமாவும் இருக்கிற ஒரு ஒரு பார்வையிருக்கு அந்த பார்வையை விட்டு அவன் தனம் பொறளவே மாட்டான் அதுக்கப்புறம் அது வந்து அவனுக்கு சகஜமாயிடும் எப்படி வந்து சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சுகிட்ட ஒரே வாரத்துல பேய் மாதிரி ஓட்டுறான் கையை விட்டுட்டு ஓட்டுறான் அட்டிக்கிட்டு ஓட்டுறோம் ஜம்ப் பண்ணி ஏறான் பெடல் பண்ணாமே ஓட்டுறான் அப்படியே நிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஸ்லோ சைக்கிள் சொல்லுவாங்கல்ல சாதனை பத்திரம் கீழே வச்சிருக்கூடாது அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட நிக்கிற மாதிரி வந்து நிக்கணும் இல்லையா அந்த மாதிரி சாதகம் தான் வந்து அந்த மாணிக்க வாசகர் வந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தரணி வெல்கன்றார் அவருக்கு வந்து அந்த சிவபெருமான் மூலம் காட்சி கொடுத்தவர் வந்து சிவபுரமானா வந்து அந்த இது மரத்தை கீழே காட்சி கொடுத்தாருல்ல அவருக்கும் ஒரு இவ்வளவு உபதேசத்தை அவர் பண்ணிட்டு போயிடுறாரு இன்ஸ்டென்ட்ல அதான் குரு உபதேசத்துக்கு வந்து இதுவே கிடையாது அதாவது வந்து என்னிலா காலமும் கிடையாது என்ன ஆன்ம பொருள் வந்து காலத்தை கிடந்தது அனுபவமும் காலத்தை கிடந்ததுன்றதுனால ஏற்படலாம் தலி ஜெயக்குமார் வந்து அழியல பிரம்மாண்டமே அழியுது ஞானத்துல புரியுதா இல்லையா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பிரம்மாண்ட பிரபஞ்சமா இருந்தது தேச காலமா இருந்தது அஞ்சு புலநாட்டங்களா இருந்தது தலி நான் பாவங்களா இருந்தது எல்லாமே ஒட்டுமொத்தமா அறியாம தானே ஆமா அறியாமை மறைப்பு கலைந்திருக்க மூணுமே ஒன்னா விழுந்துருது ஒரு சிறு நகர்வு அப்படின்னாலே எண்ணத்துல நிக்கிறோம் பகிர்முகமா வெளிமுகமா நிக்கிறோம் உறுதியாயிருந்துட்டீங்க நீங்க வெளியில புத்தி வந்து வெளிமுகப்பட்டு கவனிக்கிறது வச்சுக்கின்ற அதாவது தனக்குள்ள ஏதோ நிகழ்வு நடக்கிற மாதிரியும் அந்த நிகழ்வை தக்கூர்ந்து கவனிக்கிற மாதிரியும் இது பேர் பகிர்முகப்பட்ட பார்வை வெளிமுகப்பட்ட பார்வை நிறதே தன்னிலை நிற்கழிக்க ஆரம்பிச்சிருவான் புரியுதா புத்தி அங்க எரிஞ்சு போச்சுன்னு இருக்கோம் தனி புத்தி இல்ல இல்லாட்டி அந்த புத்தியே ஆன்மக்கண்ணா மாறிடுச்சுன்னு இருக்கோம் இப்ப அவன் ஈடுபட்டாலும் கேள்வி சாமி இப்ப ஒரு கடைவீதியில அப்படின்றது இங்க உள்ள காட்சிய பாக்குறேன் இங்க காட்சியை பாக்குறேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய அந்த புத்திக்குண்டான அந்த ஒரு எண்ணம் சிந்தனை அப்படின்றது வந்து இப்ப வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் வெளியில போகல அப்ப இப்படையில காட்சிய நான் பாக்கிறேன் அந்த நேரத்துல நான் வந்து என்னோட சுயரூபத்துக்கிட்ட போறதுக்குண்டாங்க அங்க அங்க பா அங்க பார்த்தல் அந்த நினைவு கூர்ந்தல் அப்படின்ட்டு வரும் பொழுதுதான் இங்க வந்து கரெக்டான நிகழ்வு நிக்கிறது சாமி இந்த மூணு வேட்புமையும் வந்து அந்த கடையில ஒருத்தர நிக்கிறது உள்ளுக்குள்ள நீங்க பாக்கறீங்கிறது கடை நிக்கல அந்த வாழ்ந்த உறக்கத்து உணர்வை நம்ம பார்த்து ஏறிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கிறோம் நில கடந்த தமிழ்ல வந்து கடவுள் வார்த்தை வந்துருக்கு சொல்றது இதுதாங்க ஒரே வார்த்தையில உபரி சொல்றாங்க உள் கடந்த ரெண்டு வித்தியாசத்துல இருந்த சாமி வெளியில நடக்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது உள்ள இருக்கிறோம் கண்ணை திறந்து வெளியில உண்மையாவே பார்க்கும் பொழுது அதை பார்த்து நான் சிந்திக்கும் பொழுது வெளியில இருக்கிறேன் அப்ப ரெண்டையுமே நான் உள் வெளியே நினைச்சிட்டேங்க சாமி வெளியில இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே அதாவது நீங்க சொல்ற கண் பார்வையில வெளியில தெரிகிற ஒரு கடை வீதியில ஒருத்தர் நிக்கிற மெய் ஞானத்துல கடையிலே கிடையாதுல திருப்பி திருப்பி வெளியிட்டு வெளியே கடை சொல்ல கடவுளுக்கு பெயர்ல கடை உள்ளுதான் புரியா அப்படின்னா கடை விழுகின்றது எது சம்பந்தப்பட்டதா இருக்கு அன்னமய கோஷம் சம்பந்தப்பட்டதா இருக்கு என்ன அசைவையே உயிர் அசைவா நினைக்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் பிராணமய கோஷா இயக்கம் தானே பிராணமய கோஷாவையும் அன்னமய கோஷாவையும் வந்து உண்மையா நினைக்கிறாம அவங்க வெளி காட்சியிலேயே மாட்டிக்கிட்டு கடலே இல்லை அவன்கிட்ட புரியுதா கிட்டத்தட்ட அவன் நாட்டிகவாதியே அதனாலதான் இங்க பண்ற ஆன்மீக அதை விட கொடுமை அது பொத்தன் சொல்லி கொடுக்கறான்னா வெளியில எப்படி திறம்பட வெளில நிக்க வைக்கிறான்னு கரெக்டா அவன் உள்ள கடற்கூட ஆரம்பிக்கல உள்ளே இல்லாம பண்ணிட்டான் அவனுடைய சாதகர்களை சொல்லி கொடுக்கற குருவையும் நான் சொல்றேன் ஒரு குரு என்ன பண்ணிட்டாரு வெளியில இருக்குது ஏதோ ஒண்ணு ஒரு முக்கா மணி நேரம் ஒழி உழைச்சேன்ன அதே பிராண இயக்கம் மூலமா ஏதோ ஒரு கவனம் வந்து குவிஞ்சு நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தஞ்சலி மகரிஷி சொன்ன முதல் அஞ்சு சாதகங்கள் வெளிப்புற சாதங்கள் வெளியூண்டானு சொல்லிட்டாரு இது கதி கொண்டு போய் சேர்க்காதன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் அவரு டீட்டெயிலா உள்ள போரலை நீங்க பாத்தீங்கன்னா சவிச்சார சமாதி நிர்மிகார சமாதி தவிக்க சமாதி நிர்பிக்க சமாதி சவிகல்ப சமாதி நிர்மிகல்ப சமாதி அப்படின்ட்டு எக்கச்சக்க சமாதிகள் எல்லாமுமே மனத்தில இருந்து ஆரம்பிக்கிறாரு அதனாலதான் எடுத்தவுடனே ஸ்லோகமே வந்து செட் பண்ணிடுறாரு மனமே இல்லப்பா மனம் எண்ணங்களா இருந்துச்சு எண்ணங்களை ஒதுக்க கூடாதுப்பா அந்த நிலையை அடையறது உத்தமமான அப்ப வந்துட்டு எட்டாவது படியான சமாதியை விளக்கும் அற்புதமா சொல்லி கொடுக்குறாரு அவர் தாரணா தியான சமாதின்றது ஆதி எழுதி இது வந்து உள்முக சாதகங்கள் சொல்றாரு யோக குரு இவரும் சிவபெருமானே பிரிக்கிறார் அங்கேயும் வந்து புதுட்டாங்க எல்லாரும் புரியுதா ஏன்னா அங்க வந்து அப்படியே சூதாமை தேகத்துல இருந்து ஆன்மீகத்தை கொண்டு வந்து அதுக்கு வசதி இல்லையா எல்லாருக்கும் வந்து உடம்புல காமிக்கலாம் புரியுதா பத்தியா நீ இவ்வளவு ஆசனா போட்ட எப்படி இருக்கு மாமாசாமியே உள்ளுக்குள்ள என்னவோ ஆச்சு சாமினா என்னன்னு நின்று இருப்போம் கொஞ்சோண்டு கிடைச்சிருப்போம் எவ்வளவு நீங்க எத்தனை வருஷம் வந்து ஆன்மீக அந்தர்பட்டி ஆகாசப்பட்டி யோகாசனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவே இல்லையே விஷயம் அங்கே இல்லையே இது வெளியே கேட்டுல அஞ்சு பிரகாரம் வச்சு அஞ்சு வாசல்கள் வச்சிருப்போம் வச்சிருந்தோம் வெளிவாசல்ல இல்லைன்னுட்டாரு அத கத்துக் கொடுத்த அவரே உள்வெளி அப்புறம் இரண்டாவது வாசலும் உள்வெளி அப்புறம் அரியாமை ஆனந்தமய கோஷமும் உள்வெளி அதுவும் வெளிதான் இன்பத்தையும் அற்புதமான என்ன சொல்றது பூத்துக்கண்ணா இருக்கிற அந்த தன்மைகளையும் அதுல அதனுடைய பராக்கிரமங்களையும் தப்பு தப்பா என்ன பண்ணிட்ட உனக்கு இதுதான் தெரிஞ்சதுனால வெளியிலயே நிக்க பழகப்பட்டதுனால நீ என்ன பண்ணிட்ட புத்திலேருந்து அஞ்சாவது வசதி வரைக்கும் இது மேல தீய போட்ட செது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்கடைனாலே வந்து மனசை கடை புத்தியை பத்தி ஒரு விஷயமும் தெரியாம கிடைச்சதெல்லாம் நினைக்கிற புத்தியையும் மனத்தையும் பிரபஞ்சத்தையும் அஞ்சு கோஷங்களே கடை கடப்பா உன் மூர்த்த முக்கியமா கிடப்பா உள்வெளிய கிடப்பா இவங்க என்ன பண்றாங்க நாலாவது அஞ்சாவது சொல்லி கொடுத்து ஆன்மீகமா அதையே மாத்தி உடம்பையே இதுவாக்கி ஆன்மீகத்தோட உச்ச சாதகமாக்கி உம் இவ்வளவுதான் பண்ண முடியும் ஏன்னா அவங்க உணராவத புரியுதா அவங்க உள்ளே இருக்கிறாங்களா அதிக மாதிரி அந்த உள்ளே அந்த இடத்துல அந்த உணர்வு உள்ளே இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த எண்ணம் எந்திரிக்கும் போதே வந்து அடிச்சு உட்கார வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எனக்கு சாமி இல்ல நீங்க எண்ணமே எம்பாவது லெவலுக்கு போயிடும் போயிடும் நீங்க வந்து எண்ணம் யாருக்குன்னு பாப்பீங்க என்ன மனோமய கோஷாவை கடக்கணும்னாலே எண்ணம் யாருக்குன்னு பாக்கணும் எண்ணங்களாகவும் வீடியோ ஆடியோவாகவும் இருக்கிற அனைத்து எழுச்சிகளையும் யாருக்கு எழுகின்றது அப்படின்னு நீங்க ஒட்டு மொத்தமா எனக்குன்னு வரும் அந்த எனக்குன்றது நான் வேற முகம் அவ்வளவுதான் நானும் ஆள் மையத்துல ஒண்ணுமே புரியாம பாத்தான் புரியுதா என்ன நாலாவது தன்மைகள் தான் புரியுதுங்களா பிராணமய கோஷா பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணன்கள் இருக்கு அஞ்சு விதமான பிராணங்கள் இருக்கு யோகாசனம் யோகத்துல தெரியும் கொடுக்கு அபானன்ியானம் சமானன் உதான இருக்கு அஞ்சு விதமான வாயுக்கள் வேற வேற வேலைகளை பண்ணி ஒரு ஜீவத்துவத்தை பொய்யா பொய் உயிர அங்க அது யாருக்கு இருக்க முடியும் மன மன எண்ணங்கள் வந்து அங்க வந்து நிறைய நாட்டங்களை வச்சிருக்கு செதிரிக்கடந்து அப்படி அஞ்சு அஞ்சு விதமான வாயுக்களா சேர்ந்து இருக்க முடியும் அதுல நீங்க வந்து என்ன நடக்கும் மனம் டெம்பரரியும் அவ்வளவுதான் எழுகின்றனவோ அந்த மனம் வந்து அப்படியே நீக்கும் இதுவே இல்லை நான் சொல்றதெல்லாம் வந்து பகிர்முக சாதனங்கள் இதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான சமாதிகளை பழகணும்னு சொல்லி சமாதிக்கும் நிறைய விளக்கம் கொடுக்குறாரு அப்சல்யூட் சயின்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து நெய்ப்பொருள் வந்து அதுதான் விஞ்ஞானமே விஞ்ஞானத்தினோட உச்சமே அதுதான் அந்த விஞ்ஞானத்துக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கிற குவான்டம் ஃபீல்டு விஞ்ஞானங்கள்லாம் அதுக்குள்ள அடக்கும் எல்லாம் பிசிக்ஸ் எல்லா கெமிஸ்ட்ரி எல்லா ஸ்பேஸ் சயின்ஸு மெடிக்கல் சயின்சஸ் இங்க எல்லாமுமே வந்து சும்மா அதுல இருந்து தெரிக்கிற நிழல் அதனால சித்தர்கள் சித்தர்களுக்கு ஆக்சுவலா தெரியும் ஆனா வந்து கேட்கிற வந்து மெடிக்கல் சயின்ஸ் தான் கேட்கலாம் புரியுதா கை வலிக்குது கார் அலிக்குது இது கஷ்டப்படுறேன் சரி பண்ணுங்க சித்தர் பாடல்கள் அதையும் வந்து நேச்சுரலா பண்றாங்க நான் உன்ன கேக்குறேன் சித்தர்கள் வந்து இப்ப கொடுக்குற அந்த கெமிக்கல்ஸ் பண்ணாங்க அவங்க இன்னர் ரசாயனம் பண்ணாங்க கரெக்டா ஒரு இலை வந்து என்ன ரசாயனத்துல இருக்கு அந்த இலைக்கு இருக்கிற பேசிக் கெமிஸ்ட்ரி உன்னுடைய உடம்ப எப்படி வந்து காப்பாத்தும் உடம்புக்கு இந்த பச்சளை வைத்தியம் வந்து எப்படி இது கொடுப்போம் விடுதலை கொடுக்கும் நல்ல தெம்பை கொடுக்கும் உயிரை கொடுக்கும் அப்படின்றத வந்து அங்க இயற்கையில எல்லாருக்கும் போலி உயிருக்கு உண்டான அத்தனை விடையும் அங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தோண்டி இருக்கிற பிரபஞ்சத்துல புரிய வந்து அதையும் கடமை அவங்களுக்கு அழியாமையால்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதே அவங்க கிட்ட கேப்பார் கிடையாது கரெக்டா இப்ப நம்ம சொல்ல சொல்ல வந்து நீங்க எல்லாம் கேக்குறீங்க நீங்க கேக்குறதுனால இன்னும் நிறைய பேருக்கு கோடி கோடி பேருக்கு வந்து இப்ப ஆமாம் தூண்டப்படும் நம்மளுக்கு வேண்டியது அசோலியூட் சயின்ஸ் தான் அதை காப்பாக்கான கண்டுபிடிச்சு அங்க போய் சுருபத்தி உட்கார உடைக்கிறோம் இதுதான் உண்மையான சயின்ஸ் அற்புதமா எனக்கு இன்னைக்கு உலக மக்களுக்கே கிடைச்சிருச்சு ஆமா போடான கோடி வேர்களுக்கு தான் இது நம்ம பண்ற ஒவ்வொரு ஒரு ஒரு வார்த்தையும் வந்து சிந்தாமல் செதறாமல் எடுத்து செல்றதுக்கு தான் உங்களை மாதிரி பரம்பரையே அனுப்பிச்சிருக்கு அனுப்பிச்சிருக்காங்க உங்க சந்தேகம் மாதிரி அது வரவழிக்கும் ஏன்னா ஆன்மபொருளை நோக்கியே அந்த உந்துதலோட நீங்க எப்படி வந்து அந்த போய் அந்த சந்தேகத்தை கரெக்டா கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும்னாலே அனுகிரகிக்கப்பட்டவர் அர்த்தம் இல்லீங்களா இந்த இப்ப நீங்க இந்த அனுபவத்துக்கு நான் முத போகும் பொழுது அப்படியே இந்த அண்ணமய கோஷத்துல மிகப்பெரிய குளறுபடி நடக்குங்க சாமி ம் அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு உள்ள போறது வந்து அண்ணமய கோஷத்தோடய போற மாதிரியே இருக்கும் உடல் ரீதியாக அழுத்தம் இருக்கம் வேதனை எல்லாமே வந்துடும் இப்ப வந்து அண்ணம் கோஷத்தை கலட்டி விட்டு அது மட்டுமே அப்படி அழகா போறதை உணர முடியுதுங்க சார் ஆமா வந்து ஏற்கமாத பௌதீக உயிராக வைக்கப்பட்டு அது வந்து வந்து என்ன ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி engine – engine நடக்கிற அந்த ப்ரபல்ஷன் அந்த உந்து சக்தி புரியுதுங்களா அந்த டிரைவ் வந்து ஆன்ம ஞானத்தன்மைக்குதான் இருக்கணும் இலக்கை அப்ப இதெல்லாம் இந்த மீது இருக்கிற அஞ்சு கோஷம்ல இழுத்துக்கிட்டு அது கடந்துடும் அப்புறம் பிறவியே வராது சுரூப பொருளாவே இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சுரூப பொருள் இருக்கும்போது வந்து இது வந்து முழுமையான ஞானம் எங்கேயுமே தேக்கம் கிடையாது புரியுதா திருப்பி சூக்கும வேகமாவும் வராது ஆனா எல்லாத்தையும் கடந்த அந்த மெய்பொருளாவே இப்பவே இருக்கும் உடம்புல இருக்கும்போதும் இருப்போம் ஏற்கனவே உடம்பு வந்து உண்மையான உயிரை கொண்டது அல்ல என்ற உணர்வோடைய பேருணர்வோடையே இருப்போம் உடம்பு என்னைக்கோ போச்சுன்னா அது என்ன புதுசா போகக்கூடிய விஷயமா அது ஏற்கனவே இல்லைன்ற புடிச்சுட்டீங்களே அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அஞ்சு முடிச்சிடுறீங்களே அதுதான் ஞானம் அப்படின்னா என்ன இது இது வந்து இது இது ஒண்ணுதான் வந்து பிரபஞ்சமே இல்லையே அப்பறம் எப்படி வந்து நான் இங்க உதிக்கும் அதனாலதான் உணர்ந்த அந்த கணமே எல்லாருமே வந்து பரம்பொருளர் உம் இறைவனே உள்கடந்த அந்த கடவுளர்களே சரிங்க சரிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷச்சு ரொம்ப சந்தோஷம்